யாரும் அரசராகவோ அல்லது பெரும் பெரும் வேலை பார்த்தவர்களாகவோ யாருமே இல்லை அவங்க குடும்பத்தில் எந்த அரசரும் வரல அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதையும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வியை கேட்கறாங்க இந்த முஹம்மதை பின்பற்றுபவர்கள் யார் பின்பற்றார்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 அவரை பின்பற்றுறது எல்லாமே எல்லாருமே தாழ்த்தப்பட்டவங்க தான் வியாபாரத்தாலும் முடக்கப்பட்டவர்கள் தான் குடும்பத்தாலும் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் எங்களுடைய உயர் குலத்தால் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர்கள் தான் முகமது அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் பதில் சொன்னேன்